ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுட்டுருக்க எக்ஸ்க்ளூசிவ் பாட்லி பல்லு சாஃப்சூ சாரி சுரே கலெக்ஷன்ஸ்லாங்க வாங்க ஒவ்வொரு சரியாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு காட்டிடுவேன் இந்த புட்டா வந்துருங்க அண்ட் இங்க பாருங்க இதுதான் வந்துட்டு வரக்கூடியது அதாவது பல்லுல வரக்கூடிய அதே டிசைன் வந்து இந்த ஃபிளீட்ஸ்ல வரும் சென்ட்ரலில் மட்டும் வேறு கலர் ஸோ அதனால தான் இதை பார்ட்லி பல்லு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன்லி ஐயாயிரத்தி மட்டுமேங்க லிமிடட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் WhatsApp மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுறிங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த சாரி கிடைக்குங்க செகண்ட் ஒன் நம்ம பார்க்குறோம் ப்ளூ வித் ராணிப்பிங் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் ராணிப்பிங் சேம் இதே கலர் தாங்க பாடியில வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டன் ஜெரிங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடம் பியூர் சில்க் சாரி கம்மிங் வித் சில்க் மார்க் நீங்கள் சிங்கிள் சாரீ கூட எங்கள்கிட்ட பை பண்ணலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்கள் எங்கிட்ட பை பண்ணலாம் பட் சிஓடியில் மட்டும் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே எங்களால் கொடுக்க முடியுங்க ப்ரொவைட் பண்ண முடியும் சிஓடியில் கேஷ் ஆன் டெலிவரியில் அதிக நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து கொடுக்க முடியாதுங்க ப்ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸாரீ வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ளீச் வந்து நேவி ப்ளூ கலர் பாடி கிரீன் கலர் உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்றத வரி பண்ணிக்காதீங்க இது எல்லாமே ரன்னிங் சாரி தான் இனிமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் தரி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் பாட்லியில் இன்னும் வேறு டிசைன்ஸில் இன்னும் நிறைய கலர்ஸில் வரும் ஃப்யூச்சரில் வரும் ஸோ அப்போ நீங்கள் பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நம்பிக்கையோடு எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பெஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது பாடி கலர் ராணிப்பிங் பலுவன் பிளவுஸ் அண்ட் ஃப்ளீட் நேவி ப்ளூ கலருங்க நெக்ஸ்ட் சரி பார்க்குறோம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மொரில் சேமாக தான் இருக்கும் பழு பிளவுஸ் வந்து மொரில் சேம் தாங்க பாடி கலர் மட்டும் என்ன ஆகுனா இந்த லைட் டார்க் அப்படி என்ன ஆகுனா ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ராணி பிங்க் தான் இப்போ பார்க்குறதும் ராணி பிங்க் தான் பட் முன்னாடி பார்த்தது டார்க் ஷேடு வரும் இது கொஞ்சம் லைட் ஷேடு வருங்க பிளவுஸ் அண்ட் பேக் சைடு கட்டிடுங்க ராணி பிங்க் வித் நேவி ப்ளூ பலோன் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ளீட் ஆல்சோ அண்ட் எங்ககிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டூ இருக்குதுங்க ஒன்று ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎமில் நீங்கள் எதில் வேணாலும் சரியுடைய அமௌண்ட்டை நீங்கள் முன்னாடியே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முன்னாடியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைவேட் குரியர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து வரும் தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா எஸ்டி கொரியர் அதர் ஸ்டேட் அப்படின்னா இந்தியா போஸ்ட்டுங்க ஈவன் டிடிடிசி ப்ரொஃபஷனல் கூட இருக்குதுங்க நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதில் நம்ம சென்ட் பண்ணி வைக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது ஆரெஞ்ச் வித் நேவி ப்ளூங்க இதில் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்திருக்கும் அதில் ஜிக்ஸாக் லைனில் இருக்கும் ஆரஞ்ச் ஆரஞ்ச் பாடி அப்படின்னா ஒரு டபுள் டோன் தாங்க ஆரஞ்ச் கலர் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் பிங்க் காம்பினேஷனில் தான் இருக்கும் அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற லாஸ்ட் சாரீ இதுதாங்க கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் மட்டுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி தான் பேசணும் டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னா இல்லை ட்ராக்கிங் டீடைல்ஸ் பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வர்ணா சப்போர்ட் நம்பர்னு இருக்குங்க கஸ்டமர் கேர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சே வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்கும் அண்ட் பழுவன் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ளீச் நேவி ப்ளூ கலருங்க ஸோ எல்லா சாரீஸுமே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டேங்க நான் ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக வைக்கிறேன் நீங்கள் எதுவும் கூட பார்த்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் Pure பியூர் சில்க் ஹேண்ட்லூம் Thank you, thank you for watching.